கவலை உங்களுடைய நேரத்துல என்ன வந்து கேட்கின்ற நீங்க யாரம் உங்களுடைய சொன்னார்கள் அம்மா நான் யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதை பத்தி படிக்க வச்சு இந்த ஊர்ல ஒரு பெரிய அரசாங்கத்தில் கொண்டு போய் என்னுடைய மகனை சேர்த்து மகனுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த முறையில் பிரிக்க கூடிய பொறுப்பு பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்றி என்னுடைய மகன் நல்ல முறை நடந்து வந்தான் கூடாதான் பணம் இல்லாம அரசாங்கத்தில் என்னுடைய மகனை கூப்பிட்டு விசாரித்து அரசர் தீர்ப்பு வழங்கிட்டார் ரூபாய்க்கு பகரமாக என்னுடைய மகனை கழுமரத்துல கட்டி வச்சு அடி அடியாக அடித்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு வந்து சந்தில இருந்து கவலை என்று அந்த பெரியம்மா சொன்ன சொன்ன உடனே நாயகியுடைய கருணையான உள்ளம் அந்த அம்மா நினைக்கின்றார்கள் ஆண்டவன் பாதுகாக்கூடிய அளவுக்கு உடனே அந்த ஐநூறு ரூபாய் இருக்கின்ற பணப்பையை கைல எடுத்து அந்த கருணையான உள்ளம் உள்ள இறக்கம் உள்ள விசுவி அந்த பெரியம்மா கையில் கொடுக்க அவர்களை ரொம்ப போற்றி புகழ் வாங்கிக் கொண்டு ரொம்ப அவசர அவசரமாக அரசாங்கத்துக்கு வந்து அரசியாக அரச அதை அந்த மடையனை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவன் நினைக்கின்றான் கழுமரத்துல கட்டி வச்சு அடிக்கு வரைந்த கொண்டாந்து கொடுத்திருக்காங்க நம்ம சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த பணம் தானே தானே இதை எங்கேயோ சேர்த்து சேர்த்து வச்சிருந்து நம்மள்கிட்ட ஆமா இந்த நேரத்தில் கொண்டாந்து கொடுக்காங்க ஒற்றை அடியில அடியில மூத்தாக்கி போடணும் கிளவி மகனை கட்ட விழுத்து விட்டதும் ஓடி வந்து சொல்லுகின்ற அம்மா இந்த பணத்தை எல்லாம் எங்க சேர்த்து வச்சிருந்த எந்த இடத்த நீ மறைச்சு வச்சிருந்த உன்னைய சொல்லிடுயா வாங்கி ஒருங்காடி கேட்டுமா உன்னைய சொல்லியா வாங்கி ஒருங்காடி கேட்டுமா பணத்தை எல்லாம் உண்மையை சொல்லு சொல்லி எடுத்துருவே பெரிய அரசாங்கத்தில் பொறுப்பை காசு மாட்டா இந்த விதமாக அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்துக்காக ஒண்ண கட்டி அடிக்க போறாங்கள இந்த அநியாயத்தை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது என்பதாக நினைத்து இப்படி ஒரு பிள்ளைய பத்து என்று சண்டாளா அதை கொண்டு வந்து கொடுத்து நான் ஒன்னு இதுதான்டா நடந்த விபரம் என்று சொன்ன உடனே அப்ப சொல்லுகின்றான் அந்த கழுவடி கண்ட முழுமடைய இந்த காலத்துல ஐநூறு ரூபாய கொடுத்து உயிரை காப்பாற்றுன்னு சொன்னா அந்த பொண்ணு எங்கயாவது வச்சு என்ன பாத்து ஆசைப்பட்டிருக்க இந்த ஐநூறு ரூபாய கொடுத்து என்ன காப்பாத்தி அதை வழியா போகுது அதை சொல்லு என்று சொன்ன உடனே பெரியம்மா சொன்னாங்க சொல்லுறேன் சொல்லுறேன் நான் உன்ன பெத்தாயி தாய் என்ன எது வேணாலும் பேசு நான் பொறுத்து கொள்வேன் உலகத்துல சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாவது கேடு வரும் பின்னச்சி வரும் அது போல அவர்களை வழியை மாறிவார் வண்டியரை நிறுத்திடுவார் வந்தியரை மறைத்த மேலவசிய தாய் எல்லா விபரத்தையும் சொன்னாங்க உச்சமி என்னுடைய தாய் அப்படி இருக்க இந்த நன்றிக்கு நான் நன்றி செய்ய நன்றி செய்யணும் என்னுடைய உயிர் சாப்பாட்டிய தாயாக இருப்பதனால அதுக்கு ஒரு உபகாரம் அப்பதான் என்னுடைய மனசாந்தி படையும் என்று சொல்லும் போது சொன்னார்கள் அம்மா அதாவது அன்புக்கோ உன்னுடைய அன்புக்கோ அல்லது பாசத்துக்கோ அல்லது ஊந்தி சாப்பாட்டுக்காக ஒரு உயிர் அனாவசியமாக போக போகிறது அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய கையில் பணம் இருக்கிறது காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாவுக்காக உனக்காக செய்யலாம் நகல் என் வீட்டுல வந்து நீங்க ஒரு நேரம் ஆகும் தனிய குடிச்சுதான் போகணும் என்று மறிக்கின்றான் ஒரு ஆணா பிறந்த ஆடாவன் வழிய மறிக்கும் போது அந்த அம்மா ஒன்று செய்ய முடியும் அவருடைய சொல்லுக்கு இணங்கி அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற அதுபோல அந்த கழுவடிகண்ட முழுமடை தாய் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுத்து நீங்களும் தனியா இருக்கீங்க நானும் தனியா இருக்க ஒருத்தி ஒரே மக அப்படி இருப்பதனால என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி நடப்பீர்களே முறையில் நாம இந்த உலக அதாவது நானும் போன்று ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி அந்நியருடைய மனைவி அப்படி இருக்கு இந்த வார்த்தை இப்ப சொன்னது என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுதான் கல்வடி கண்ட முழுமடையன் என்ன சொன்னாலும் என் மனம் ஒரு காலமும் மாறாது என்னுடைய வார்த்தைக்கு நீங்க இணங்கி நடக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் விசுவத்தை உங்களை ஒரு காலம் என்று அந்த கழுவடி கண்ட கண்டிப்பாக சொல்லுகின்றான் போய் விஸ்வத்தே நீ என்னை விட்டு மீண்டு போக ஆனால் பத்து நாளா தின்றதுக்கு பணத்தை பத்து நாளா தின்றதுக்கு பார்த்தாங்க அப்பா பத்து நாள சாப்பிட்டதுக்கு அம்மாவை விட்டுட்டோம் சொன்ன ஒன்னா உண்மையும் தெரிஞ்சதும் அரசாங்கத்துல அன்னைக்கு ராஜா களமரத்துல கட்டி வைக்க சொன்னா இப்ப உண்மை தெரிஞ்சே தூக்கில் போட்டு உங்களுடைய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்திட்டு கடல் மலை கடற்கரை வந்தா. கடல் கடற்கரை வந்திடுவான் கப்பலை கடல் கரை வந்த கப்பல் துறமுகத்துக்கு பெண்ணை நான் உனக்கு கிரையமாக கொடுக்க வேண்டுமே ஆனால் அறுநூறு கிழந்து பொன் நிறுத்தி தர வேண்டும் நிறுத்தி தர வேண்டும் உன்னை கப்பித்தான் பார்த்தான் பரவாயில்ல என்று அடிமையாக அந்த கப்பித்தான் வாங்கி விளக்கரை சீட்டையும் எழுதி அம்மாவுடைய கையில கொடுத்து அழைத்து கொண்டு வந்து கப்பல ஏற்றி கப்பலும் பயணப்பட்டு விட்டது இந்த கல்வடி கண்ட முழுமடைய உயிர் காப்பாற்றிய தாய் என்றும் பாராதபடி ஒரு பெரிய சதி செய்து விட்டான் அறுநூறு கிளைஞ்சி பொண்ணுக்கு அடிமையாக விட்டு விட்டான் விட்டான் கப்பித்தானுக்கு கப்பல் கடல்ல போய் கொண்டிருக்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது நடு கடல்ல நேரத்துல இந்த கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவர் கப்பித்தான் அழகான ஒரு பெண்ணை நாம கரையமா வாங்கியிருக்கோம் என்று சொல்லி பொறுப்பு அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு விசுவமா இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றான் வந்து பார்க்கும் அந்த கப்பல் இருக்க வேண்டிய ஜனங்களுடைய மத்தியில அவர்களும் இருந்து மார்க்கத்தை பற்றி உபதேசங்களை அந்த நேரத்தை அந்த கப்பல் ஓட்டி வந்து சொல்லுகின்றான் நீங்கள் எனக்கு அடிமை ஆகவே நான் இருக்க இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அருகில் நெருங்கிடுவான் அடிமை என்று சொல்லும்டி உண் பொ கழுடி கண்ட முழுமைய பொண்ணுக்கு அடிமையாக வெற்றி இந்த கொடுமையை கண்டிப்பாக சொல்லுகின்றார்கள் பார்த்து ஆனால் சொல்லுகின்றேன் நீ ஏதாவது நினைத்து என்னுடைய பக்கத்துல நெருங்காதே என்று எவ்வளவோ சொன்னாங்க இழுத்து செல்வேன் என்று பக்கத்து நெருங்கும் போது அந்த பார்த்தார்கள் ஆண்டவனே இது பெரிய பயங்கரமான ஒரு ஆபத்திலே தகப்பட்டுக் என்று நினைத்து உடனே இறைவன் பால் அந்த அம்மாள் வேண்டுகின்றார்கள் வல்லவேன் நான் நான் பத்தினியாக வேதனைக்கும் அதாவது முதன் முதலாக வேண்டுகின்ற பெட்டி படுகிக்கு ஆளாக்கி என்னை கல்லால் அடித்து கொள்ளும்படியாக செய்தால என்று சொல்லக்கூடிய அந்த மோசக்காரனுக்கு தீராதிக் அவன் பாயோட பத்தி இருந்த இருப்புல புழுகளும் அந்த கழுவு அதாவது அல்லாவுத்தால் அப்பே இருதாக அந்த அம்மா துவாச்சார்கள் ஆண்டவனே படுகியை விட்டு மீட்டி என்னை பிள்ளையாக பாதுகாத்து வந்த இடத்துல அடிமை அரபியாருடைய அறமை கண்மணியான குழந்தையை கொலை செய்து விட்டு என் மீது படி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினானே அந்த சண்டாள பாவி குலாம் அவனுக்கு எப்பேர் கொற்ற ஒரு பலாயை கொடுக்க வேண்டுமையான தீராத வைத்த வழியை வேணும் மூன்றாவதாக பொண்ணுக்கு வித்து ஒரு